ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் வியர் வர்ணா from சிறுமுகை கோயமுத்தூர் டிஸ்ட்ரிக்ட் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சூப்பரான ஸரி பார்டர் இருக்கக்கூடிய சாஃப்டூர் சாரீஸ்ங்க வாங்க ஒவ்வொரு சாரியாக நம்ம பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட்டு சாரீ நம்ம பார்க்குறோம் பாடி ஆஃப் சாரீ ரெட் கலர் பல்லுவன் ப்ளவுஸ் பெய்ட் கலருங்க இந்த சாரீஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா எங்கள் வெப்சைட்டு அதாவது வர்ணா சாரீஸ் போய் தான் நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ண முடியும் இது வரைக்கும் யூடியூப் வீடியோ பார்ப்பீங்க வாட்ஸ்அப் மூலமாக புக் பண்ணுவீங்க இனிமேல் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா யூடியூப்பில் தான் வீடியோ வரும் அதாவது அந்த சேரீ என்ன விஷயம் அப்படிங்கிற எல்லாமே வந்து யூடியூப்லேயும் சொல்லியிருப்போம் ஆனால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது வெப்சைட்லேங்க வர்ணா சாரீஸ் டாட் தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் இந்த சாரி நம்ம மறுபடியும் சொல்லிடுறேன் பலோன் ப்ளவுஸ் பெய்ஜ் கலர் பாடி ஆஃப் சேரீ ரெட் கலர் இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய சரி டெஸ்டுட் சரீ கோல்டு கலருங்க சேம் பேட்டர்னில் நெக்ஸ்ட்டு சேரீ நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த சாரீஸ் வந்து நம்பர் வைஸ் தான் இருக்குதுங்க பட் ஆனால் இப்போ உங்களுக்கு வந்து நம்பர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா நீங்கள் வெப்சைட்குள்ளே போனீங்கன்னாவே உங்களுக்கு எல்லா பிக்சர்ஸும் இருக்கும் அதில் ப்ராடக்ட் கோடும் இருக்கும் அண்ட் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் இருக்குங்க இப்போ நீங்கள் பார்க்குறது பாடி ஆஃப் சேரீ எல்லோ கலர் பல்லுவன் ப்ளவுஸ் கிரே கலர் இதுலையுமே ஃபுல்லாக கோல்டு டெஸ்டட் சரீ தான் யூஸ் பண்ணியிருக்கோம் இப்ப வெப்சைட் குள்ள எப்படி போகணும் எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் பேமெண்ட் என்ன பண்ணணும் பேமெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் சாரீ புக் ஆயிடுச்சு அப்படின்னா ட்ராக்கிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீடெயில்ஸுமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நாங்கள் ஒரு செப்பரேட் வீடியோ போட்டிருக்கோம் அந்த செப்பரேட் வீடியோ நீங்க பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கே ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும் இப்ப நெக்ஸ்ட் சாரி பாக்கிறோம் பாடி ஆஃப் சாரி ராயல் ப்ளூ பல்லுவன் ப்ளஸ் பேஜ் கலர் இதுலேயுமே ஃபுல்லாக கோல்டு டெஸ்டட் ஜரி தாங்க டாப் அண்ட் பாட்டமில் ஜரி பார்டர் வந்திருக்கு புக்கிங்கில் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் அந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு அதில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது எப்படியெல்லாம் புக் பண்ணலாம் எங்கே போனால் எங்கே கிளிக் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விவரமுமே தெளிவாக நம்ம அந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்கோம் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து கூட நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாங்க நெக்ஸ்ட் சாரீ எங்களுடைய வெப்சைட் நேம் பார்த்துட்டிங்கன்னா வர்ணா சாரீஸ் இருக்கும் இதுதான் நேம் வர்ணா ஐடி நேம் இந்த சாரியுடைய பல்லுவன் ப்ளவுஸ் க்ரே கலர் பாடி ஆஃப் ஸாரி பிங்கிஷ் ஆரஞ்சுங்க டபுள் ஷேடில் இருக்கும் பாடியில் வரக்கூடிய புட்டா ஒரு ரோ சில்வர் ஜரி ஒரு ரோ கோல்டு சரி இல்லை வருங்க ஏஷூஷுவல் நம்ம என்ன பண்ணிகிட்ருந்தோம்னா நம்ம வந்து இந்த கலெக்ஷன்ஸை யூடியூப் வீடியோ போடுவோம் போட்டதுக்கப்புறம் அதுலேருந்து உங்களை நம்ம வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ண சொல்லுவோம் வாட்ஸ்அப்பில் தான் புக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் ஆனால் இனிமேல் வாட்ஸ்அப்பில் புக்கிங் இல்லைங்க ஒன்லி வெப்சைட் மூலமாக தான் ஸோ அது ரொம்பவுமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கலெக்ஷன்ஸ்னு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ஒரே டைம்லேயே வந்து நிறையா கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் இந்த நீங்க பார்க்கறது டிஷ் பார்டர் உங்களுக்கு எந்த சாரி வேணும் எந்த பட்ஜெட்ல வேணும்னாலும் ஒரு ரோ சில்வர் ஜெரீலியும் ஒரு ரோ கோல்டு ஜெரீலியும் இந்த வீடியோ அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா இந்த வீடியோ எதுக்குன்னா அந்த சாரியை நல்ல ஓவர் பார்க்கறதுக்காக மட்டும்தாங்க நம்ம இந்த வீடியோல ஃப்ரண்ட் வியூ காமிப்போம் பின்னாடியும் காமிப்போம் அண்டு உள் சைடும் காமிப்போம் ஸோ எல்லாமே உங்களுக்கு நேரில் பார்க்குற மாதிரியே இருக்கும் நீங்கள் நேர்லையே வந்து சாரி எப்படி பார்ப்பீங்களோ அது மாதிரி நம்ம வீடியோவில் காட்டுறோம் இந்த சாரீயில் பலூன் ப்ளவுஸ் இங்க் ப்ளூ பாடி ஆஃப் சாரி க்ரீன் கலர் இந்த சாரியில் வரக்கூடிய புட்டா வந்து கோல்டு ஜெரீல இருக்குங்க அதில் சென்ட்ரில் மட்டும் சில்வர் ஜெரீலில் நம்ம புட்டா போட்டிருக்கோம் சேம் பேட்டன்ல நெக்ஸ்ட்டு சாரீ பார்க்குறோம் பாடி ஆஃப் சாரி ப்ளூ கலர் பலூன் ப்ளவுஸ் இங்க் ப்ளூ கலர் அண்ட் வெப்சைட்லேயே நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனுமே நம்ம கொடுத்துருக்கோம் நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்கும் அவைலபிளாக இருக்குதுங்க எந்தெந்த கண்ட்ரிக்கு ஷிப்பிங் இப்போது அவைலபிளாக இருக்குது அண்ட் கேஷ் ஆன் டெலிவரி அப்படின்னா என்னென்ன ப்ராசஸ் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் வெப்சைட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கே கிளியர் ஐடியா கிடைக்கும் எங்களுடைய வெப்சைட் ஐடி வர்ணா சாரீஸ் டாட் காம் நெக்ஸ்ட் சாரீ நம்ம பார்க்கலாம் பாடி ஆஃப் சாரி ப்ளூ கலர் ராயல் ப்ளூங்க பழுவன் பிளவுஸ் கிரே கலர் பாடியில் வரக்கூடிய புட்டா ஒரு ரோ கோல்டு சரி ஒரு ரோ சில்வர் ஜரியில் இருக்குங்க பழுவில் வரக்கூடிய டிசைன்ஸ் ஃபுல்லாக கோல்டு டெஸ்டு சரி இப்போ இந்த வீடியோல நீங்க பாக்குறது எல்லாமே ஜரி பார்டர் இருக்கக்கூடியது அதாவது டாப் அண்ட் பாட்டம்ல ஜரி பார்டர் இருக்கக்கூடிய சாரீஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அட் பிரசன்ட் நீங்க இப்ப போய் நீங்க வெப்சைட் பாத்தீங்கன்னா இந்த சாரீஸ் எல்லாமே அவைலபிளாய் இருக்குங்க ஸோ நமக்கு சப்ஸ்கிரைபர்ஸும் அதிகம் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைபர்ஸும் அதிகம் நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்களும் ரொம்ப அதிகமாக இருக்காங்க ஸோ நம்ம அட் அ டைமில் நம்ம வந்து ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணுறோம் இந்த மாதிரி வெப்சைட்டில் இவ்வளோ சாரீஸ் அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்லும்போது அப்போவே நிறைய பேர் வந்து விசிட் பண்ணுவாங்க நிறைய பேர் வந்து அப்போவே அந்த சாரீஸை பர்ச்சேஸ் பண்ணுவாங்க பலுவன் ப்ளவுஸ் கிரே கலர் பாடி ஆஃப் சாரீ இது வந்து கொஞ்சம் ஒரு பிங்க் கலர்லேயே இருக்குங்க இந்த டார்க் பிங்க்கு பிங்க் அண்ட் ரெட் காம்பினேஷன்ல இருக்கக்கூடியதுங்க சாரி வந்து பிங்க் அண்ட் ரெட் காம்பினேஷன்ல இருக்கு ஒரு டூயல் டோன்ல இருக்கு சேம் பேட்டர் சாரி இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து டோன்ல இருக்கு இப்ப நம்ம பார்க்கறது மெஜந்தா கலர் பொடி ஆஃப் சாரி மெஜந்தா கலர் பலூன் பிளவுஸ் கிரே கலர் பாடியில் வரக்கூடிய புட்டா ஒரு ரோ சில்வர் ஜெரீ ஒரு ரோ கோல்டு ஜரில இருக்குங்க நீங்கள் வெப்சைட்குள்ளே போனாலே அந்த சேரீ கேட்டகரிஸ் வைஸ் இருக்குங்க சாரீஸ் கேட்டகரீஸில் பார்த்துட்டிங்கன்னா பிக்சர்ஸ் இருக்கும் அண்ட் ஆல்சோ அந்த பிக்சர்ஸுடைய யூடியூப் லிங்க் இருக்குங்க நீங்கள் அந்த ஸேரீடைய வீடியோ பார்க்கணும் அப்படின்னா அந்த லிங்க் யூஸ் பண்ணி யூ யூடியூப் ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த வீடியோஸுடைய சாரி அந்த சாரீஸ் உடைய வீடியோ நீங்கள் பார்த்துக்க முடியும் பிக்சர் மட்டும் பார்த்தும் வாங்கலாம் இல்லை நீங்கள் வீடியோ பார்த்தும் வாங்கினோம் அப்படின்னா வீடியோவையும் ஒன்ஸ் நீங்கள் ரெஃபரன்ஸாக எடுத்து பார்த்துட்டும் கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் இப்போ நீங்கள் பார்க்கறது பல்லுவன் ப்ளவுஸ் நேவி ப்ளவு பாடி ஆஃப் சாரி க்ரீன் கலர் பாடியில் வரக்கூடிய புட்டை ஒரு ரோ சில்வர் ஜெரி ஒரு ரூ கோல்டு சரியில் இருக்குதுங்க அண்ட் இந்த சாரீஸ் எல்லாமே ஹேண்ட்லூம் மேடுங்க பியூர் சுல்க் சாரீஸ் கைத்தறியில் நெசவு பண்ணால் ப்யூர் சில்க் சாரி ஒவ்வொரு சாரீ கூடையும் கட்டாயும் சில்க் மார்க் டேக் வந்துருங்க சேம் பேட்டர்னில் நெக்ஸ்ட் சாரீ நம்ம பார்க்குறோம் நான் ஏன் ஸாரியுடைய நம்பர் அண்ட் ப்ரைஸ் சொல்லலை அப்படின்னா நீங்கள் வெப்சைட் குள்ளே தான் போய் பார்ப்பீங்க ஸோ நீங்கள் வெப்சைட்டில் போய் பார்க்கும்போதே கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிரும் அந்த சாரியுடைய அதாவது அந்த ப்ராடக்ட் கோடு என்ன அந்த சாரியுடைய ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சிடும் இப்போ நீங்கள் பார்க்குறது பல்லூர் ப்ளவுஸ் நேவி ப்ளூ பாடி ஆஃப் சாரீ பீச் கலருங்க பாடியில் வரக்கூடிய புட்டா ஒரு ரோ சில்வர் ஜரி ஒரு ரோ கோல்டு சரி புட்டால இருக்குங்க நெக்ஸ்ட் சாரி அண்ட் இந்த சாரீஸ் எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டி சாரீஸ்ங்க ஸோ இந்த சாரீ வேணும் அப்படிங்கிறத நீங்கள் எங்களை வாட்ஸ்அப் மூலமாக கான்டாக்ட் பண்ணவே பண்ண வேண்டாங்க ஏன்னா வாட்ஸ்அப் மூலமாக கான்டாக்ட் பண்ணிங்கனாலும் இந்த சாரீஸ் வந்து அவைலபிளாக இருக்காது நீங்கள் வெப்சைட் மூலமாக மட்டும்தான் இந்த சாரீஸை புக் பண்ண முடியுங்க இப்போ நீங்கள் பார்க்குறது பல்லுவன் ப்ளவுஸ் கிரே கலர் பாடி ஆஃப் சாரீ பிங்க் கலர் இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய சாரீ நீம் சரிங்க பாடியில் வரக்கூடிய புட்டா அண்ட் பல்லுவில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய வரக்கூடியது எல்லாமே நீம் சரி நெக்ஸ்ட் சரி சப்போஸ் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்க கஸ்டமர் சப்போர்ட் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம் அண்ட் அந்த நம்பர் வந்து எந்த டைம்லருந்து எந்த டைம் வரைக்கும் வந்து ஒர்க்கிங்ல இருக்கும் எந்தெந்த ஒர்க்கிங்ல இருக்கும் அப்படிங்கிறதையும் நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கோம் நீங்கள் அதையும் ஒன்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்துக்கோங்க இப்ப நீங்கள் பார்க்குறது பழுவன் பிளவுஸ் பிங்க் கலர் பாடி ஆஃப் சேரீ பெய்ச் கலர் சாரி பாடி ஆஃப் சேரீ பிங்க் கலர் பழுவன் பிளவுஸ் பெய்ஜ் கலர் இதெல்லாம் யூஸ் பண்ணிருக்கக்கூடிய சாரி நீம் சரீ திரும்பவும் சொல்கிறேங்க நீங்கள் இப்போ பார்க்குற சாரீஸ் எல்லாம் வெப்சைட்டில் மட்டுமே புக் பண்ண முடியுங்க நீங்கள் இண்டிவிஜுவலாக எங்களை பண்ணாலோ இல்லை வாட்ஸ்அப்பில் இந்த சாரியோட இமேஜ் அனுப்பி கேட்டாலோ கண்டிப்பாக புக் பண்ணவே முடியாதுங்க வெப்சைட் மூலமாக தான் நீங்கள் புக் பண்ண முடியும் எங்களுடைய வெப்சைட் ஐடி வர்ணா சாரீஸ் டாட் காம் பல்லவுஸ் ப்ளூஇஷ் கிரீன் பாடி ஆஃப் சாரீ பிங்க் இதுவும் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு டபுள் ஷேடு தாங்க பிங்கிஷ் ஆரஞ்சில் தான் இருக்குது இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஜரி சில்வர் ஜரிங்க நீங்கள் சரின்னு சொல்கிறது டெஸ்ட் ஜரிங்க ஹாஃபைன் ஜரி அவ்வளோ சீக்கிரம் கருத்து போகாதுங்க நெக்ஸ்ட் சாரி பார்க்குறோம் இப்போ நீங்கள் பார்க்குறது பல்லூன் ப்ளவுஸ் கிரீன் கலர் பாடி ஆஃப் சாரி இதுவும் டபுள் டூனு தாங்க பிங்க் அண்ட் ஆரஞ்சில் தான் இருக்கும் பாடியில் வரக்கூடிய புட்டா ஒரு ரோ சில்வர் சரி ஒரு ரோ கோல்டு சரிங்க இந்த சாரீஸுடைய ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் வெப்சைட்டில் போய் தாராளமாக பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க ஸோ வீடியோ பார்த்துட்டு ப்ரைஸ் என்ன ப்ரைஸ் என்னென்னு கேட்க வேண்டாம் நீங்கள் வெப்சைட்குள்ளே போங்க வெப்சைட்குள்ளேயே பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க இந்த சாரீஸ் மட்டும் இல்லாமல் சாஃப்ட் சில்க்ஸில் என்னென்ன வெரைட்டிஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்கோ அது எல்லாமே நம்ம அங்கே டிஸ்ப்ளே பண்ணியிருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் சாஃப்ட் சில்கில் பார்டர்லெஸ் ஸேரீ ஜரி பார்டர் சேரீ டர்னிங் போர்டர் ஆல் செல்ஃப் சாரீ ஒன் சைட் பார்டர் சைடு புட்டா ஸாரி ஹாஃப் அண்ட் ஆஃப் மாடல் பாட்லி பல்லு இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸில் வந்து ஸாரீஸ் வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் ஈவன் போச்சம்பள்ளி இக்கா டைப் சாரீஸும் பண்ணியிருக்கோம் லெஹங்கா அப்படியும் பண்ணியிருக்கோம் அதாவது மாமன் மீ அப்படிங்கிற மாதிரி மாமன் டாக்டர் ஸ்டைலில் இருக்கக்கூடியதும் பண்ணியிருக்கோம் நீங்கள் இதெல்லாம் பார்க்கலாம் பார்த்து உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது பாடி ஆஃப் ஸாரி பிங்க் கலர் ராணி பிங்க் கலர் பல்லுவன் ப்ளவுஸ் ப்ளூ கலர் பாடியில் வரக்கூடிய புட்டால் ஒரு ரோ சில்வர் ஜரி ஒரு ரோ கோல்டு சரியில் இருக்குங்க பாடி வந்து டபுள் டோனுங்க இது வந்து ஒரு பிங்கிஷ் ஆரஞ்சில் இருக்கும் டூயல் டோனில் இருக்கும் நெக்ஸ்ட் இந்த சாரி பாடி சாரீ லைட் பிங்க் கலருங்க பிங்கே வந்து லைட் பிங்க் கலர் பல்லுவன் ப்ளவுஸ் ராயல் ப்ளூ கோல்டுவர் ஜீனா உங்களுக்கு புக்கிங்ல ஏதாவது டவுட் இருக்கு வெப்சைட் எப்படி போகிறது தெரியல வெப்சைட் உள்ள போயிட்டேன் பட் புக் பண்ணும் போது என்னால புக் பண்ண முடியல அப்படின்னு டவுட் இருந்தது அப்படின்னா தயவு செஞ்சு நாங்கள் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கக்கூடிய ஹவு டு ஆர்டர் அப்படிங்குற மாதிரி நம்ம ஒரு யூடியூப் வீடியோ போட்டிருக்கோம் அதாவது வெப்சைட்டில் எப்படி எங்ககிட்ட சாரீஸ் புக் பண்ணுறதுங்கிறதுக்கான ஒரு டீடைல்டு வீடியோ வந்து நம்ம போட்டிருக்கோம் அந்த வீடியோவை நீங்கள் ஒன்ஸ் பார்த்துட்டு வெப்சைட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ண இப்போ நீங்கள் பார்க்குறது பாடி ஆஃப் சாரி ராயல் ப்ளூ பழவன் பிளவுஸ் பேச் கலர் பாடியில் வரக்கூடிய புட்டா வந்து கோல்டு அண்ட் சில்வர் இந்த சாரிலாம் ஆல்டர்னேட்டிவாக வருங்க நிறைய பேர் நம்ம கிட்ட என்னால் வந்து நீங்க போடுற டைம்ல என்னால் புக் பண்ண முடியல நான் வந்து ஒன் ஹவர் கழிச்சு பார்க்கறேன் ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு பார்க்குறேன் ஸோ அப்போ அந்த சாரியை நான் மிஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னதுனாலையும் அண்ட் நிறைய பேர் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் போடுங்க அப்போதான் நிறைய பார்த்து நாங்கள் ஒன் ஆர் டூ பர்ச்சேஸ் பண்ண முடியும்னு சொன்னதுக்காகவே இந்த வெப்சைட் வந்து நம்ம இப்போ கிரியேட் பண்ணியிருக்கோங்க இந்த வெப்சைட் கிரியேட் பண்ணுறதுக்காகவே நம்ம ரொம்ப நாள் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி இப்போதான் அதை நம்ம கரெக்ட் பண்ணி கொண்டு வந்துருக்கோம் நீங்கள் வந்து தாராளமாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் பாடி ஆஃப் சாரி கிரே கலருங்க டார்க் கிரே கலரில் இருக்கும் பலன் பிளவுஸ் கிரீன் கலர் பாடியில் வரக்கூடிய புட்டா ஒரு ரோ சில்வர் சரி ஒரு ரோ கோல்டு சரி Next, sari, mango yellow blouse, beige color ாலுமே நம்ம கலர் வந்து மென்ஷன் பண்ணிருப்போங்க ஒவ்வொரு சாரிக்குமே வந்து கலரும் மென்ஷன் பண்ணிருப்போம் இது வரைக்கும் வாட்ஸ்அப்ல புக் பண்ணிட்டு இருந்தீங்க இப்ப டேரெக்டாக நீங்க வெப்சைட்ல புக் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் புக்கிங் ஈஸியாக இருக்கும் எங்கள்கிட்ட இருந்து ரிப்ளை வரணும் வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை நீங்கள் டைரெக்டாக உள்ளே போய் பார்க்குறீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் புக் பண்ணுறீங்க ப்ரீ பேமெண்ட்னா ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன்ஸ் போய்க்கலாம் இல்லை கேஷ் ஆன் டெலிவரினா கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனும் போய்க்கலாம் நெக்ஸ்ட் சேரீ பலன் ப்ளவுஸ் ப்ளூ கலர் பாடி ஆஃப் சாரீ பிங்க் கலருங்க இதுவுமே டபுள் டோன் தான் பிங்கிஷ் ஆரஞ்சில் இருக்கும் இதில் பார்த்துட்டிங்கன்னா பிளவுஸ் ஆல்மோஸ்ட் எல்லா சாரீஸ்க்குமே வந்து பிளைன் சேரீ தான் சாரி பிளெயின் பிளவுஸ் தான் கான்ட்ராஸ்ட்டாக தான் இருக்கும் இதெல்லாம் பார்க்குற இந்த ஸ்கொயர்ஸில் ஒரு ஸ்கொயர் வந்து கோல்டு ஜெரீலியும் ஒன்று வந்து சில்வர் ஜெரீலியும் இருக்குதுங்க இப்போ காட்டின ஒவ்வொரு சேரீ கூடையும் கட்டாயம் இந்த சில்க் மார்க் டேக்கோடு தான் உங்களுக்கு ரிசீவ் ஆகுங்க இந்த டேக் எதுக்குன்னா இந்த சேரீ ப்யூர் சில்க் அப்படிங்கிறதுக்கான ஒரு கேரண்டி கார்டுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்